வணக்கம்ங்க மஞ்சள் காஸ்மோஸ் இது சூரியகாந்தி குடும்பமான ஆஸ்திரேசியில் உள்ள ஒரு வகை பூக்கும் தாவரங்க இதை சல்ஃபர் காஸ்மோஸ் என்றும் சொல்லுவாங்க இது மெக்சிகோ மத்திய அமெரிக்கா வடக்கு தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதுங்க அனைத்து காஸ்மோஸ் பூக்களும் பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கின்றன இந்த தாவரத்தின் இலைகள் எதிரெதிர் மற்றும் பின்னாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த தாவரத்தின் உயரம் ஒன்றிலிருந்து ஏழு அடி வரை இருக்கும் இதன் அசல் மற்றும் சாகுபடிகள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் இதன் இளம் தளிர்கள் இந்தோனேஷியாவில் லாலாப் அல்லது குடாங் என்ற பெயரில் பச்சையாகோ அல்லது சமைத்தோ உண்ணப்படுகின்றன இதன் பூக்கள் ஆரஞ்சு மஞ்சள் சாயத்தை உருவாக்க பயன்படுகிறது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்